வணக்கம் ஸ்பீட்வே இருபத்தி மூன்று இந்த ஸ்பீட்வே 23 மூன்று வழிகாட்டியில் உங்களுக்கு நான் கற்றுத்தரவிடையும் வயது தொடர்பான வினாக்கள் வழங்குவது உங்கள் அன்பு ஆசிரியர் சங்கரேஸ்வரன் தமிழ் தேசிய கல்லூரி பசறை கல்வி வளையத்தில் இருந்து அதுக்கு முன்பு மறந்துடாமல் எங்களோட யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வீணா ஒன்று பொதுவாக வயது தொடர்பான வினாக்கள் வந்து ஐந்து டைப்பில் தான் வரும் ஸோ அந்த ஐந்து வகைகளில் தவிர வேறு எந்த வகைகளிலும் வயது தொடர்பான வினாக்கள் இதுவரைக்கும் வந்தது கிடையாது ஸோ அந்த அந்த ஐந்து வகைகளும் எது அதில் நீங்கள் எப்படி ஈஸியாக விடைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டெக்னிக்கல் நுட்பத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வினா தந்தையினதும் மகனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை அறுபத்தி இரண்டு இருவருக்கும் இடையிலான வயதுகளின் வித்தியாசம் பதினெட்டு என்னின் தந்தையின் வயது யாது மூன்று விட நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஸோ இதை கண்டு பிடிக்கிறீங்க உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தானே பத்து செகண்டில் இதுக்கான விடையை கண்டு பிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கான டைம் அவுட் ஆயிடுச்சு இந்த கணக்கை பொறுத்தவரையில் ரெண்டே விடயம் தான் வருது ஒன்று தந்தை மகன் வயதின்னு கூட்டுத்தொகை ஸோ தந்தை வயசையும் மகன் வயசையும் கூட்டுனா எங்களுக்கு கிடைக்கிறது அறுபத்தி அதே நேரத்தில் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் பதினெட்டுன்னு சொல்றதுனால தந்தையின் வயசுல இருந்து மகன் வயசை கழிச்சா தான் அந்த பதினெட்டுங்கிறது வரப்போகுது ஸோ இதுல பெரியாள் யாரு தந்தை சிறியாள் யாரு மகன் கண்டுபிடிக்கொத்தியாசத்தையும் இருபத்தி ரெண்டு போன பதினெட்டு இதே போல இன்னும் ஒரு கணக்கு அந்த கணக்குக்கான விட நாற்பது வினா இலக்கம் இரண்டு நாதனினதும் கண்ணனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை முப்பத்தி ஏழு நாதன் கண்ணனை விட பதிமூன்று வருடங்கள் இளையவன் நாதன் கண்ணனை விட பதிமூன்று வருடங்கள் இளையவன் இனி நாதனின் வயது யாது இங்கே நாதன்ட வயது கேட்டிருக்கு நாதன் இளையவன் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது கணக்கில் தந்தை மூத்தவர் வயசை கேட்ட மாக்க இதில் இளையவரின் வயசு கேட்டிருக்கு இதிலையும் அதே நுட்பத்தை கண்ணனையும் நாதன் இருவர் வயதுகளை கூட்டினா முப்பத்தி கண்ணன் வயதுலேருந்து நாதன் வயதை கழித்தா பன்னிரெண்டு காரணம் கண்ணன் நாதன் கண்ணனை விட இளையவன் சொன்னால் கண்ணன் தான் மூத்த ஆளாக இருப்பார் அப்போ கண்ணன் வயசுலேருந்து நாதன் வயசை கழித்தா எங்களுக்கு கிடைக்கிறது பதிமூன்று மூத்தவருடைய வயதை கேட்டதுனால நாங்கள் ரெண்டையும் கூட்டிட்டு இரண்டால் பிரிச்ச இளையவரின் வயது கேட்டால் இரண்டையும் கழிச்சுட்டு இரண்டால் பிரித்தா அதற்கான விட எங்களுக்கு வரும் நாதனின் வயது பன்னி இப்ப நாங்க பார்க்க போறோம் மூணாவது டெக்னிக் இந்த வினா என்னன்னா விமலாவின் வயது முப்பத்தி எட்டு ஆகும் சீதாவின் வயது பன்னிரெண்டு ஆகும் இன்னும் எத்தனை வருடங்களின் பின்னர் விமலாவின் வயது சீதாவின் வயதின் இரு மடங்காக இருக்கும் இந்த கணக்கு வந்து இரு மடங்கு தொடர்பா கேக்குறாங்க மூன்று விடை பதினான்கு பதினாறு இருபத்தி இரண்டு இதுக்கும் உங்களுக்கு நான் பத்து செகண்ட் டைம் தரேன் பத்து செகண்ட் குள்ள விடையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையில் வயதை பொறுத்தவரையில் உங்களுடைய வயதும் என்னுடைய வயதும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இருமடங்காக இருந்திருக்கும் அது எப்பன்னு கேட்டால் ஒன்று இதற்கு இருந்திருக்கும் இல்லைன்னா எது எங்களுடைய வயது இருமடங்காக வரும் அப்போ விமலாவின் வயது முப்பத்தி சீதாவின் வயது பன்னிரெண்டு கேட்ட கேள்வி சீதாவின் வயதின் இருமடங்காக இருக்கும் அதாவது விமலாவின் வயது சீதாவின் வயதின் எப்போது இருமடங்காக இருக்கும்னா இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக கண்டுபிடிக்க வித்தியாசம் காண்றதுக்காக நாங்கள் கழித்தல் செய்வோம் அப்போ விமலாவின் வயது முப்பத்தெட்டுலேருந்து சீதாவின் வயது பன்னிரெண்டை கழிச்சா எங்களுக்கு கிடைக்கிறது இருபத்தி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் இளமையானவர் விமலாவா சீதாவா சீதா ஸோ சீதாவுக்கு எப்போ இந்த இருபத்தாறு வயசு வருங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது வித்தியாசங்கிற இருபத்தி சீதாவுக்கு எப்போ வரும் என்று கேட்டால் இன்னும் பதினான்கு வருடங்களில் என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்போ அதே பதினான்கு வருடங்களில் விமலாவின் வயது ஐம்பத்தி இரண்டாக மாறிவிடும் இப்போ பாருங்கள் சீதாவின் வயதின் இரு மடங்கு விமலாவின் வயதாக காணப்படுதா இல்லையா இருபத்தி ஆறு இரு மடங்கு எத்தனை ஐம்பத்தி இரண்டு விமலாவின் வயது முப்பத்தெட்டு ஆகும் சீதாவின் வயது பன்னிரெண்டாகும் இன்னும் எத்தனை வருடங்களின் பின்னர் விமலாவின் வயது சீதாவின் வயதாக இருமடங்காக காணப்படும்னா பதினான்கு வருடங்களின் பின்பு சீதாவின் வயது என்ன செய்யும் விமலாவின் வயதுக்கு இருமடங்காக காட்டிக் கொடுக்கும் இப்போ வினா இலக்கம் நான்கு இது நான்காவது நுட்பம் குமாரின் வயது முப்பத்தைந்து ஆகும் குகனின் வயது முப்பது ஆகும் எனின் எத்தனை வருடங்களின் முன்னர் குமாரின் வயது குகனின் வயதின் இருமடங்காக இருந்திருக்கும் எங்களுக்கு இந்த குகனுக்கு இந்த வித்தியாசமான ஐந்து எப்போது வருதுன்னு பார்த்தா எப்போது வந்திருக்கும் இன்னும் இருபத்தைந்து வருடங்களின் முன்னர் வந்திருக்கும் அதாவது குகனுக்கு இப்போ முப்பது வயசுன்னு சொன்னா வித்தியாசமான ஐந்து எப்போ வரும்னா இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் தான் குகனுக்கு என்ன செஞ்சிருக்கும் அந்த அஞ்சு வயசு இருந்திருக்கும் அப்போ அதே இருபத்தைந்து வருடங்களின் முன்னர் குமார்க்கு எத்தனை வயசு இருக்கும் பார்த்து பாருங்க ஐந்தின் இரு மடங்கு அதாவது குகனுடைய வயதுன்ற இரு மடங்கு குமாருக்கு இருக்குதா இல்லையா அப்ப வயசுங்கிறது ஒன்னு எங்களுடைய முன்னர் இப்ப இருக்க காலத்துல இருந்து முன்காலத்துல இரும் மடங்கா இருந்திருக்கும் அல்லது எதிர்காலத்துல இருமடங்கா இருக்கும் அதை கண்டுபிடிக்க ஒரே வழி இருவருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா விடயங்களுக்கு ஈஸியா என்ன செய்யணும் வயசையும் உங்களுடைய அப்பாவின் வயசையும் எடுத்துக்கொண்டு இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு விடைய கண்டுபிடிக்க முடியும் இறுதி ஐந்தாவது நுட்பம் இந்த வினா என்னன்னா தட்போது வினோதனின் வயது கவினாவின் வயதின் மூன்று மடங்கு ஆகும் கவினாவின் வயது ஐந்து வருடங்களின் முன்னர் ஏழு ஆகும் என்கு வருடங்களின் பின்னர் வினோதனின் வயது யாது நாற்பது பதினாறு முப்பத்தாறு ஸோ இந்த இடத்துல மூன்று கட்டங்களையும் கொடுத்துருக்காங்க அதாவது தற்போதைய வயதும் கொடுத்திருக்காங்க முன்னர் வயதும் கொடுத்திருக்காங்க பின்னர் வயதை கேட்டிருக்காங்க ஸோ எப்படி கேட்டாலும் இந்த கதையில வர்றது ரெண்டு பேர் முதலாவதால் வினோதன் ரெண்டாவது கவினா வயதை பொறுத்தவரையில தற்போதைய வயது முந்தைய வயது பிந்தைய வயது இந்த மூன்றுல எதை வேணுமா நம்ம கேட்கலாம் ஆனால் கட்டாயம் ரெண்டு தரவு உங்களுக்கு தர வேண்டும் ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம் கவினாவின் வயதை கொடுத்துட்டு வினோதனின் வயது அதை போல மூன்று மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா இருந்தா கவினாவின் வயது ஒரு வட்டமாக இருந்தா வினோதனின் வயது மூன்று மடங்கு மூன்று வட்டங்களாக நான் பெருமதியை இதே நேரத்துல ஐந்து வருடங்களின் முன்னர் கவினாவின் வயதுன்னு ஏழுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஐந்து வருடங்களின் முன்னர் கவினாவுக்கு ஏழுன்னா தற்போது கவினாவுக்கு கட்டாயம் பன்னிரெண்டு வயசாக தான் இருக்கணும் அப்போ கவினாவுக்கு பன்னிரெண்டுனா வினோதனுக்கு அதன் மூன்று மடங்கு முப்பத்தி ஆறு வயசாக காணப்படும் இப்போ இதே மெத்தட்ல நாங்கள் பார்க்க போகிறோம் ஐந்து வருடங்களின் முன்னர் கவினாவுக்கு ஏழுனா அதே ஐந்து வருடங்களின் முன்னர் வினோதனுக்கு முப்பத்தி ஒரு வயசாக காணப்படும் கேட்கப்பட்ட கேள்வி இன்னும் நான்கு வருடங்களின் பின்னர் வினோதனின் வயது யாரு அப்ப தற்போது வினோதனுக்கு முப்பத்தி ஆறுனா இன்னும் நான்கு வருடங்களின் பின்னர் வினோதனுக்கு நாற்பது வயதாக வரும் அதே கவினாவுக்கு பதினாறு வயதாக வந்திருக்கும் ஸோ இது தான் ஸ்பீட் வேலை இன்னைக்கு கற்று தந்தால் ஐந்து இந்த ஐந்து நுட்பங்கள் உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் விளங்கலண்டா உங்களுடைய வயதுகளையும் உங்கள் பெற்றோர்கள் வயதையும் எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் இதே மாதிரி நீங்களும் ஒரு உதாரணத்தை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் மிக மிக இலகுவான நுட்பங்கள் ஐந்து நுட்பங்களை இன்று கற்றுத்தந்திருக்கிறேன் வயது தொடர்பான வினாக்கள் மீண்டும் ஒரு ஸ்பீட்வெயினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பு ஆசிரியர் சங்கரேஸ்வரன் அதுக்கு முன்னுக்கு மறந்துடாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது மேலே காணப்படுற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இணைந்து கொண்டு தினந்தோறும் இலவசமான கற்றல் செயற்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும்